Self-Introduction இது எப்படி நீங்கள் சரியான விதத்தில் சொல்லணும் Subscribe to my channel and hit the bell icon I am S. Manju, Myself is Manju, This is Manju இப்படி சொல்லாதீங்க தவறு ஐ ஆம் மஞ்சு அப்படின்னு சொல்லுங்க ஐ ஆம் மிஸ் ஐ ஆம் மிஸ்ஸஸ் ஐ ஆம் மிஸ்டர் இதெல்லாம் போடாதீங்க I am அப்படின்றதுக்கு அடுத்து உங்கள் பெயரை போட்டுருங்க for the last 5 years i am a manager at the mari solla kodada in 5 years apdin porrenga adanoda seitha i am abrindrada neenga manager present tense la poda kodadhu for the last 5 years i have been a manager at apdin da podanum yeenga have been present perfect use pandrom appina past la oru sambhavam aarambichu present time varaikkum neenga kanni vaagakoodiya vishayatha kondu varinga adanalatha i have 5 years experience in this field thavaru ஐ ஹாவ் ஓர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் இதுதான் சரியான ஒரு விடை மேலே இருக்கிறது பயன்படுத்தாதீங்க நிறைய பேர் இதை பயன்படுத்தி தவறுதலாக முடிகிறது அடுத்து என்னன்னு பார்ப்போம் ஐ ஆம் அ ரீசண்ட் பிஏ இங்கிலீஷ் லிட் வித் ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீச்சிங் ஃபீல்டு இது ஏன் சொல்லக்கூடாதுன்னா இங்க பிஏ இங்கிலீஷ் லிட் இதெல்லாம் தேவையில்லாமல் கொண்டு வரோம் இது எப்படி சொல்லலாம் I am a recent B.A. graduate with prayer experience in the teaching field. This is the B.A. graduate. There is no need to be English Lit for English Lit. That's the answer. I am currently pursuing a 5 years PhD research program. This is a challenge. Why is this a challenge? This is a challenge for 5 years. Abdina, I am currently pursuing a 5-year PhD research program. How do you know? Focus on achievement-oriented mini stories. If you have some stories ready for you, let's take a look at the exam. I am a topper of my class. It's boring. I have consistently been in the top 5 percentage of my class. If you say this, you will be innovative. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ஸ்கில்ஸ் சொல்லுங்க ஐ ஆம் டேலண்டட் இன் இங்கிலீஷ் இன்ஃபார்மல் எப்போயுமே அதை சொல்கிறோம் பட் வித்தியாசமாக சொல்லுவோம் ஐ ஆம் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் கற்றுக்கங்க யூஸ் many adjectives ஓகே நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஐ ஆம் குட் இன் ஸ்போர்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறது குட் இதை தவிர வேற வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியாதுன்னு நினச்சிடக்கூடாது ஐ ஆம் ஈஸி கோயிங் அண்ட் அ டீம் லீடர் team player. இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒய் ஆர் யூ அப்ளைங் ஃபார் திஸ் போஸ்ட் ஏன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க I லவ் டு ஒர்க் எல்லோரும் சொல்கிறது தான் I தோ ஐ ஆம் சேட்டிஸ்ஃபைட் வித் மை கரண்ட் ரோல் ஐ வாண்ட் டு டூ அ மோர் சேலஞ்சிங் அசைன்மெண்ட் இன் யூர் இன்ஸ்டியூஷன் அண்ட் திஸ் பொசிஷன் எக்ஸாக்ட்ஸ் மீ டு அச்சீவ் மோர் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்